ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் படம் தான் படத்தோட நேம் டெத் நோட் படத்தோட ஒன்லைனில் என்னென்னா நம்ம ஹீரோ கையில் ஒரு நோட் கிடைக்கிது அந்த நோட்டோட பேர் டெத் நோட் அந்த நோட்டில் நம்ம யாரையாச்சும் நினச்சிக்கிட்டு அவங்க பேர் அந்த நோட்டில் எழுதுனா அவங்க நாலு செகண்ட்லேயே செத்துடுவாங்க இந்த படம் மொத்தம் நாலு பாட்டு இருக்குது நம்ம ஒரு ஒரு பாட்டாக பார்க்கலாம் சரி வாங்க இந்த படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு குற்றவாளி போலீஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பொண்ணோட கழுத்தில் கத்தி வைக்கிறான் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த குற்றவாளி அங்கேயே சுருண்டு விழுந்து சுற்று போகிறான் சரி அவனுக்கு தான் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு நினச்சா அவனை மாதிரியே இன்னும் நிறைய பெரிய பெரிய குற்றவாளிங்களாம் சுற்று போகிறாங்க அதில் யார் பண்ணுறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ தான் பண்ணுறாரு நம்ம ஹீரோட பேர் லைட் நம்ம ஹீரோவுக்கு டெத் நோட்டு அப்படின்ற ஒரு புக்கு ஒன்று கிடச்சிருக்கோம் அந்த டெத் நோட்டுக்கு ஒரு சக்தி இருக்குது அது என்னென்னா அந்த நோட்டில் யாரையாச்சும் நம்ம நினச்சிக்கிட்டு அவங்க பேரை அவங்க எப்படி சாகணும்னு அந்த நோட்டில் நம்ம எழுதணும்னா அவங்க நாலு செகண்ட்லேயே செத்துருவாங்க நம்ம ஹீரோ தான் இந்த குற்றவாளிங்க பேரெல்லாம் எழுதி அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து சாகணுன்னு அந்த நோட்டில் எழுதி சாகடிச்சிருப்பார் இப்போ ஜப்பானில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த குற்றவாளிங்க செத்துட்ருப்பாங்க மத்த நாட்டில் இருக்கிற குற்றவாளிக்கும் பயங்கர பயமாக இருக்கும் யார் இப்படி எல்லா கிரிமினல்ஸையும் சாக அடிக்கிறாங்கன்னு நிறைய பேர் கடவுள் தான் இப்படி பண்ணுறாருன்னு பேசிக்கிறாங்க கொஞ்சம் பேர் இது தற்காலிகமாக நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ அவனுக்கு கீரான்னு பேர் வச்சுக்கிறான் கீரா தான் கெட்டவனாம் கொள்கிறதுனால கொஞ்சம் பேர் அவரை ஹீரோவாகவும் நினச்சிக்கிறாங்க அடுத்த சீனில் ஒரு குற்றவாளி லைவ் நியூஸில் காமிக்கிறாங்க அவன் சும்மா இல்லாமல் ஒரு ஃபேமிலியை கடத்தி வச்சுட்டுருக்கான் நம்ம ஹீரோவும் இந்த லைவ் நியூஸை பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் என்ன நம்ம ஹீரோவும் அந்த கிரிமினல் நேமை அந்த டெத் நோட்டில் எழுதுகிறான் கொஞ்ச நேரத்துலையே அந்த கிரிமினல் லைவ்லையே செத்து போகிறான் ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒரு லாஸ்ட் ஃப்ரெண்டு அவனுக்கு மீசான்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ அதாவது ஒரு நாள் நம்ம ஹீரோ பாருக்கு போயிருக்காரு அங்கே நிறைய கொலகாரன் கொள்ளையாரன்னு சொல்லிட்டு நிறைய இருக்காங்க அதில் ஒருத்தன் அவனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கான் அதாவது தான் நிறைய கொள்ளை கொலைன்னு செஞ்சிருக்கிறதாகவும் இது வரைக்கும் ஆனால் சட்டத்தால் தன்னை எதுவுமே தண்டிக்க முடியலன்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்கான் அதே மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கிட்டையும் ஒரு கிரிமினல் வந்து பிரச்சனை பண்ணுறான் ஆனால் அவனை எதுவுமே நம்ம ஹீரோவால் செய்ய முடியலை அதனால் கோவத்தில் அந்த பாறை விட்டு வெளியே வர நம்ம ஹீரோ அவர் கையில் இருக்கிற லா புக்கத்துக்கு கீழே போடுறாரு இது வரைக்கும் தான் மீசா நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா நம்ம ஹீரோ கையில் கிடச்ச அந்த டெத் நோட் அந்த பார்க்கு வெளியே தான் எழுந்திருக்கும் அப்போ அங்கே நிறைய மழை பெஞ்சிருக்கும் ஆனால் அந்த புக்கு மேலே மட்டும் மழை பெஞ்சிருக்காது இதை பார்த்த நம்ம ஹீரோ அந்த புக்கை எடுத்து நம் அவரோட வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பார் அந்த புக்கில் என்ன இருக்குன்னு அவருக்கு ஒன்றுமே தெரியாது அந்த புக்கு தொடர்ந்து பார்த்தா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எழுதியிருக்கும் அதில் யாரையாச்சும் நினச்சிக்கிட்டு அவங்க பேர் அந்த நோட்டில் எழுதுனா அவங்க எப்படி சாங்கணும்னு நம்ம எழுதணுமோ அவங்க அப்படியே செத்துருவாங்கன்னு எழுதியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம யார் எப்படி வேணால் கண்ட்ரோல் பண்ணாலும் அதில் இருக்குது நம்ம ஹீரோ இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லைங்க சரின்னு சொல்லிட்டு டிவி பார்க்க போயிடறான் அதில் ஒரு கிரிமினலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த புக்கில் இவ்வளோ சொல்லியிருக்காங்களே ஸோ இந்த கிரிமினை பற்றி இதில் எழுதி பார்ப்போம் சொல்லிட்டு அந்த கிரிமினல் பேரை அந்த டெத் நோட்டில் எழுதிடுறான் எழுதிட்டு அவன் சகஜமாக தூங்க போயிடுறான் காலையில் எழுந்து நியூஸ் பேப்பரை பார்க்குறான் பார்த்து அதில் அந்த கிரிமினல் செத்துட்டான்னு சொல்லி எழுதியிருக்கு அதுவும் நம்ம ஹீரோ எப்படி எழுதி தரணும் அவன் செத்துருக்கான் ஹார்ட் அட்டாக் வந்து இருந்தாலும் இது ஏதாவது மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுறான் அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோக்கிட்ட ஆல்ரெடி பிரச்சனை பண்ணதில்ல கிரிமினல்ஸ் அவனையும் அவன் கூட இன்னும் நாலு பேரையும் பார்க்குறான் இந்த கிரிமினல் பேரை அந்த டெத் நோட்டில் எழுதுறான்னு சொல்லி முடிவெடுக்கிறான் அந்த கிரிமினல் பேரையும் அந்த டெத் நோட்டில் எழுதுனான் கொஞ்சம் நேரத்திலே அந்த கிரிமினல் அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறான் இப்போ தான் அந்த புக்கை நம்ம ஹீரோனை நம்புகிறான் வீட்டுக்கு போயிட்டே இருக்கான் அப்போ அந்த புக்கோட ஓனர் அவனை பார்க்க வருது அந்த புக்கோட ஓனர் நேம் ஆஞ்சலா அப்டேத் அது நம்ம ஹீரோ கிட்ட வந்து தான் தான் அந்த புக்கோட ஓனர்னும் அதோட பாதுகாவணும் அந்த புக்கை யார் வச்சுருக்காங்களோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தான் தெரியுவதாகவும் சொல்கிறேன் நெக்ஸ்ட் சீனில் நிறைய போலீஸ் ஆஃபீஸர் சேர்ந்து ஒரு மீட்டிங் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் திடீர்னு எப்படி நிறைய கிரிமினல்ஸ் சம்மந்தமே இல்லாமல் சாகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க கீரான்னு யாராச்சும் இருக்காங்களா இல்லையா அப்படி கீரான்னு இருந்தால் ஏன் கிரிமினல்ஸ் எல்லாரையும் கொலை பண்ணுறான் அப்படி கீரான்னு ஒருத்த உண்மையாகவே இருந்தாலும் எல்லா கிரிமினல்ஸையும் கொல்றதுனால அவனும் ஒரு கிரிமினல் தான் பேசிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் அவரும் கீராவை கண்டுபிடிச்சே ஆகணும் தீவிரமா இருக்காரு அதை பத்தி அவரோட ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆஃபீஸர் வேற வழியே இல்லை நம்ம எல்லை கூப்பிட்டு பயன்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு உண்மையவே எல்ன்றது யாருன்னா அவரும் ஒரு டெடிக்டி ஆஃபீஸர் இது வரைக்கும் அவரை யாருமே நேரில் பார்த்ததும் கிடையாது அவரோட உண்மையான பேரும் யாருக்குமே தெரியாது உண்மையை சொன்னா அவர் இன்டர்நெட் உடைய கம்யூனிகேட் பண்ணுவார் ரொம்பவும் பிரில்லியன் எந்த அளவுக்குன்னா கீராவோட கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாரு இந்த வருஷம் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருக்காங்க ஆனால் செத்தவங்க எல்லாருமே ஹார்ட் பேஷண்ட் கிடையாது அதனால ஹார்ட் அட்டாக் வந்து செத்த எல்லா கிரிமினல்ஸுமே கீரா தான் கொண்டு இருப்பார்னு கண்டுச்சிருப்பான் இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவும் ஹேஞ்சில் ஆஃப்டத்தும் பயங்கரம் குளோஸ் நம்ம ஹீரோவும் இந்த உலகத்தில் கிரிமினல்ஸே இல்லாத உலகமாக மாற்றி காட்டுறன்னு ஹேஞ்சில் ஆஃப்டத்துக்கிட்ட சொல்லிட்டுருக்காரு அப்போது ஒரு நியூஸ் சேனலில் எல்ன்றவனை ஃபேஸ் ரிபில் பண்ணி கீரன்றவன் ஹீரோலாம் கிடையாது சீக்கிரமே அவனை நாங்கள் பிடிச்சிருவோன்னு இருக்காங்க இதை பார்த்த நம்ம ஹீரோ பயங்கர கோமம் என்னையோ பிடிக்க பார்க்குறீன்னு சொல்லிட்டு அந்த சேனலில் பேசின நாளோட பேர் அந்த டெத் நோட்டில் எழுதிறோம் கொஞ்சம் நேரத்துலேயே அவசரத்துக்கு போகிறான் இதை பார்த்து நம்ம மக்களும் கீரையும் நல்லவங்களையும் சாக அடிக்கிறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இப்போ தான் உண்மையாக நான் பேசவே ஆரம்பிக்கிறோம் இதுக்கு முன்னாடி பேசுனது நான் இல்லை உன்னை கண்டுபிடிக்க நான் அப்படி ஒரு பிளான் போட்டேன் சொல்லி டிவியில் சொல்கிறான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிற சேனல் ஜப்பானில் மட்டும்தான் இருக்குது ஸோ இது மூலிமா கீரா ஜாப்பனீஸ் காரன் கண்டுபிடிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒருத்தர் கொலை அவங்களோட ஃபேஸும் அவனோட உண்மையான பேரும் வேணும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான் நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுது என்னடா இது நம்ம கீரான்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்த்தா இவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டானேன்னு ஆனால் எல்லோட ஃபேஸும் அவனோட உண்மையான பேரும் தெரியாத வரைக்கும் எல்லை கீராவால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எல் கொஞ்சம் கொஞ்சமாக கீராவை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பான் கீரா எல்லாரையுமே காலேஜ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாகடிச்சிருப்பான் இதை வச்சு கீரா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட அப்பா அதாவது டெட்டக்டிவ் ஆஃபீஸரோட பையனும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஸோ நம்ம ஹீரோ மேலேயும் போலீஸ் சந்தேகப்படுறது நம்ம ஹீரோவும் நைட்டில் அவங்க அப்பா லேப்டாப்பில் கீரா கேஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு அதில் காலேஜ் முடிஞ்சது அப்புறம் கொலை செய்கிறதுனால தானே காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் கீரா இருப்பார்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் காலேஜ் டைம்லேயே கொலை செய்யறதுக்கு முடிவு பண்ணுறாரு மறுநாள் காலேஜ் டைம்லையே ஒரு கிரிமினலை சாகடைகிறார் இப்போ எல்லோரும் என்னென்ன நினைப்பாங்க கீரா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு ஆனால் நம்ம எல் தான் புத்திசாலியாச்சு நம்மளை தசை தான் காலேஜ் டைம்லேயே கொலை செய்கிறான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு இதுலேருந்து கீரா கண்டிப்பாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னு கண்டுபிடிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் கீரா கேசை பத்திர டீட்டெயில்ஸாக யாரோ பார்த்துருக்காங்க அப்போது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தான் கீரா ஒர்க் பண்ணணும் இல்லாட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு க்ளோஸாக இருக்கணும்னு கண்டுபிடிக்கிறான் ஸோ நம்ம டிடெக்டிவ் ஆஃபீஸரோட பையனான நம்ம ஹீரோ மேலேயும் அவங்களுக்கு சந்தேகம் வருது இதனால் நம்ம ஹீரோவை கண்காணிக்க ஒரு ஆஃபீஸர் அசைன் பண்ணுறான் எல் நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் பயம் வருது அப்போ அந்த ஆஞ்சலா அப்டேட் நம்ம ஹீரோக்கிட்ட ஒரு டீல் பேசுது அதாவது தனக்கு அந்த எல்லோட பேர் தெரியணும் அவனோட ஆயுள் நாட்கள் எவ்வளோன்றது நல்லா சொல்ல முடியணும் அவனை தன்னால் சாகடிக்க முடியணும் சொல்லுது இதை கேட்ட நம்ம ஹீரோ சரி எனக்கு ஹெல்ப் பண்ணினு சொல்லி கேட்கறாரு அதுக்காக அப்படின்னா தான் உன்னோட ஆயுள்லேருந்து எனக்கு பாதி நாட்கள் தரையான்னு சொல்லி கேட்குது ஆனால் இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ பின்னாடியே எல் அசைன்மெண்ட் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் பின்னாடி ஃபாலோ பண்ணுறா இல்லையா அவனை முதல்ல சாக்கடிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ பிளான் பண்ணுறேன் அடுத்ததான் நம்ம ஹீரோவும் ஒரு பஸ்ஸில் போகிறான் அவன் பின்னாடியே அந்த டிடெக்டிவும் ஃபாலோ பண்ணி வராது நம்ம ஹீரோவுக்கு தெரியும் அவர் ஒரு ஏஜென்ட்னு சொல்லி ஆனால் அவர்கிட்ட நீங்கள் யார் என்னையே பின்னாடியே ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு இதை கேட்ட அந்த டிடெக்டிவ் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க அப்போ அந்த பஸ்ஸில் யார் நான் அந்த டிரைவரை கன் பைட்டில் நிறுத்தி அந்த பஸ்ஸை வேறு ஒரு ரூட்டில் போக சொல்லி சொல்லி சொல்கிறோம் நம்ம ஹீரோவும் இதை பார்த்து ஒரு துணிச்சுட்டில் அந்த திருட அசந்த நேரமாக பார்த்து அந்த கண்ணு நான் பிடிக்கிறேன்னு சொல்லி எழுதி அந்த டிடெக்ட் ஆஃபீஸர்கிட்ட காட்டுறாரு ஆனால் இதை பார்த்து அந்த டிடெக்ட் ஆஃபீஸர் இது வேலைக்காகாது இது ரொம்ப ரிஸ்கில் முடியுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீ எதுவும் பண்ணாத இதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னோடய ஐடியும் எடுத்து நம்ம ஹீரோக்கிட்ட காட்டுறாரு அந்த ஐடியில் இருக்கிற பேரை நம்ம ஹீரோ நோட் பண்ணி கொடுக்கணும் நம்ம ஹீரோக்கிட்ட இருக்கிற பேப்பரை கீழே போட்டிருப்பான் அதை பார்த்து அந்த திருடை அந்த பேப்பரை வந்து எடுப்பான் எடுத்தவொடனே அவனுக்கு ஹேஞ்சில் அப்டேட் அவனுக்கு கண்ணு முன்னாடி தெரியும் ஏன் தெரியுதுன்னா நம்ம ஹீரோ அந்த டெத் நோட்டில் இருக்கிற ஒரு பேப்பரை தான் கிழிச்சி கீழே போட்டிருப்பான் அந்த திருடனும் டெத் நோட்டை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் ஆனால் நம்ம ஹேஞ்சில் அப்டேத்துக்கு எதுவுமே ஆகாது இதை பார்த்து பயந்த அந்த திருட அவசாசமாக வண்டியை நிறுத்துட்டு கீழே ஓட பார்ப்பான் அப்போது அந்த பக்கமாக அவர் கார் அவனை இடித்து நசுக்கி அங்கேயே அவனை சா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பான் எதுக்காகனா இந்த டிடெக்டிவோட பேரை கண்டுபிடிக்கணுன்றதுக்காண்டி அவன் பிளான் பண்ண மாதிரியே அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸரும் அவன் ஐடி கார்டை காட்டியிருப்பான் நம்ம ஹீரோவும் அவன் பேரை கண்டுபிடிச்சிட்ருப்பான் அடுத்த சீனில் நம்ம டிடெக்டிவ் ஆஃபீஸரும் அவரோட ஒய்ஃபும் சந்தோஷமாக இருக்காங்க நம்ம ஹீரோவும் அந்த எல்லாம் தான் எதுவுமே பண்ண முடியல ஸோ இந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர் யாவுது சொல்லி முடிவு பண்ணுறான் டிடெக்டிவையும் சாகடிக்கிறான் இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் நம்ம ஹீரோ ஹீரோவாக இல்லை இல்லை நானு தப்பே பண்ணாத எல்லாரையுமே இப்போ சாவடிச்சிட்ருக்காங்க இதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது எல்லோரும் சேர்ந்து டிடெக்டிவ் எல்லாம் மீட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க நம்ம எல்லோரும் மீட்டிங் ஒத்துக்கிறான் எல்லா ஆஃபீஸரும் சேர்ந்து எல்லாம் மீட் பண்ண போகிறாங்க இப்போ தான் டைம் நம்ம எல்லாம் பார்க்குறாங்க அவன் பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கும் அவன் பேசுறது நடக்கிறது எல்லாமே ஒரு சின்ன பயன் மாதிரி தான் இருக்குது பயங்கர புத்திசாலி நெக்ஸ்ட் செத்து பண்ண டெக்டிவோட ஒய்ஃபை காட்டுறாங்க அவங்க ஹஸ்பண்டை கொண்டதுனால கீரா மேலே கொலை வெறியில் அவங்க இருக்காங்க நம்ம ஹீரோ மேலேயும் அவங்களுக்கு டவுட் இருக்குது ஏன்னால் அந்த டெடெக்டிவ் ஆஃபீஸர் ஆல்ரெடி நம்ம ஹீரோவை பற்றி சொல்லியிருப்பார் அதனால் நம்ம ஹீரோ மேலேயே அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு நம்ம ஹீரோவோட கேர்ள் மீசா அவங்க மூலியமாக நம்ம ஹீரோவை மீட் பண்ணி நீ கீரான்னு எனக்கு தெரியும் என் புருஷனை சாகடிச்சதும் நீ தான் ஸோ உன்னை நான் விட சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது ஏன்னால் என்னோடய பேரே உனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல என்னென்னா இது நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சா இவங்களுக்கு இவ்வளோ டீல்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம மீசாவும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க இதை கேட்டோடனே என்ன அந்த பக்கத்தில் எல்லுக்கும் இப்போ நம்ம ஹீரோ மேலே ஃபுல் டவுட் இருக்குது அதனால் நம்ம ஹீரோவோட வீட்டில் ஃபுல்லாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட ஒவ்வொரு மூவியும் வாட்ச் பண்ணுறான் ஆனால் இது நம்ம ஹீரோவுக்கு தெரியாதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு அவங்க வீட்டு ஃபுல்லாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சிருது ஆனால் இதை எதையுமே காட்டிக்காமல் இருக்கிற நம்ம ஹீரோ அப்போ நியூஸ் சேனலில் ஒரு கிரிமினலை பற்றி பேசுகிறாங்க இப்போ எல்லா போலீஸ் ஆஃபீஸருமே கேமராவில் நம்ம ஹீரோ தான் உன்னிப்போ பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ கேஷுவலாக இருக்கான் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த கிரிமினலும் செத்து போகிறான் இப்போ எல்லா ஆஃபீஸருமே நம்ம ஹீரோய் கீரா கிடையாது வேறு யாரோ கீரான்ற பேரில் எல்லாரையும் கொள்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க ஆனால் இப்போ கூட எல்லுக்கு நம்ம ஹீரோ மேலே தான் ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹீரோ தான் அந்த கொலைகாரனை கொண்டு இருப்போம் ஒரு சிப்ஸ் பாக்கெட் குள்ளே ஒரு டிஃபன்ஸை வச்சு அந்த டிவி சேனல் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு இருந்துருப்பார் அந்த சிப் பேக்கெட்குள்ளே அந்த டெத் மோட்டோட ஒரு பேப்பரில் அந்த கிரிமினலோட நேம் எழுதி அந்த கிரிமினலை சாக் அடிச்சிருப்பார் ஹீரோ தான் கீரா இல்லைன்னு எல்லோரும் நினச்சதுனால கீராவோட வீட்டில் இருந்த எல்லா கேமராவையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க இப்போ கூட அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸரோட ஒய்ஃபுக்கு நம்ம ஹீரோ மேலே தான் டவுட்டு அதனால் நம்ம எல்லுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ தான் அந்த கீரான்னு நான் என்னோட உயிரை வச்சு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அவள் சொன்னது போலவே நம்ம ஹீரோவோட கேர்ள் மீசாவை கடத்தி நம்ம ஹீரோவை வர சொல்கிறான் நம்ம டிடெக்டிவ் ஆஃபீஸரோட ஒய்ஃப் சொன்ன இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான் மீசா தலையில் கண்ணை வச்சு நம்ம ஹீரோக்கிட்ட அவன் தான் கீரான்னு ஒத்துக்க சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்லியும் ஒத்துக்கவே மாட்டுறான் இது எல்லாத்தையுமே டிடெக்டிவ்ஸ் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால் அங்கே இருக்கிற கேமரா மூலியமாக பார்த்துட்ருக்காங்க அப்போ டிடெக்டிவ் ஆஃபீஸரோட ஒய்ஃப் அசந்த நேரமாக பார்த்து அவங்ககிட்ட இருந்து மீஸா தப்பிக்க பார்க்குறாங்க நம்ம டிடெக்டிவ் ஆஃபீஸரோட ஒய்ஃபும் நம்ம ஹீரோஸோடு ட்ரை பண்ணி மாற்றி மீசாவை சுட்டுறாங்க மீசாவும் அங்கேயே செத்து போகிறாங்க இதை எதிர்பார்க்காத டிடெக்டிவ் ஆஃபீஸர் ஒய்ஃப் தன்னோட தலையிலேயே கண்ணை வச்சு தன்னை தன்னே சுட்டுக்கிட்டு அங்கேயே செத்து போகிறாங்க இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற கேமரா வழியாக நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸும் டிடெக்டிவ்ஸும் பாட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் படத்தோட பெரிய டுஸ்டே என்னென்னா இது இப்படி தான் நடக்கணும்னு நம்ம ஹீரோ தான் அந்த டிடெக்டிவ் ஒய்ஃப் பேரை டெத் நோட்டில் எழுதியிருப்பார் நம்ம ஹீரோவுக்கு தான் அந்த டிடெக்டிவோட ஒய்ஃபோட நேம் தெரியாது அப்புறம் எப்படி அந்த டெத் நோட்டில் அவங்க நேம் எழுதுனாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நம்ம ஹீரோ அவரோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தியிருக்காரு நம்ம ஹீரோக்கு தான் ஆல்ரெடி அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸரோட நேம் தெரியும் ஸோ அதை வச்சு சர்ச்சில் போய் மேரேஜ் நேம் லிஸ்ட்லேருந்து அவங்க ஒய்ஃபோட நேம் கண்டுபிடிச்சிருப்பார் ஸோ இப்படி தான் டீடெக்டிவ் ஒய்ஃப் மூலிமா மீஸாக கடத்தி இந்த டைமுக்கு வரணும் தன்னை பிளாக்மெயில் பண்ணி எல்லாத்தையும் கேட்கணும் அந்த டைமுக்கு ஆஃபீஸஸ் எல்லோரும் பார்க்கணும் அப்புறம் மிஸ் ஆக தப்பிக்க பார்த்து அப்போ டிடெக்டிவ் ஒய்ஃப் மிஸ் ஆக சுட்டு அவளையும் தானே தானே சுட்டு சாகணும்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த டெட் மோட்டில் எழுதியிருப்பார் இது எல்லாத்தையுமே எதிர் செஞ்சுருப்பாருன்னு பார்த்திங்கன்னா அவர் மாட்டிக்கூடாதுன்னா அப்போ நம்ம ஏஞ்சலா அப்டேட் நம்ம ஹீரோக்கிட்ட வந்து நீ என்னை ரொம்ப மோசப்பா அந்த பொண்ணு உன்னை எவ்வளோ லவ் பண்ணிச்சு நீ அவ்வளோ கொஞ்சம் கூட லவ் பண்ணலையான்னு கேட்கும் அதுக்கு நம்ம ஹீரோ தெரியணும்னு ரொம்ப சோகமாக சொல்வார் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்டே போய் என்னையும் உங்கள் டீமில் சேர்த்துக்கலப்பா அந்த கீரானால் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சேர்த்துட்டா ஸோ நான் அவங்களை படிவங்கியே ஆகணும்னு சொல்லி சொல்லுவான் நம்ம ஹீரோவோட அப்பாவும் இவன் இவ்வளோ வெறியாக இருக்கான்னு சரின்னு சொல்லிவிடுவார் நம்ம ஹீரோ எதுக்காக டிடெக்டிவ் டீமில் சேரன்னு சொல்லியிருப்பாருனா அப்போ தான் போலீஸும் டெடெக்டிவ் ஆஃபீஸும் என்னென்ன பிளான்லாம் கீராவை பிடிக்க போடுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் இது மூலிமா கீராவை யாருமே கண்டுபிடிக்காமல் பார்த்துக்கலாம் இல்லையா அதனால அப்போ நம்ம எல்ல அங்க வரோம் அவன் கையில ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருக்குது இதை பார்த்து ஐயோ பயங்கர ஷாக் ஆகிடறான் ஏன்னா இந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ளே ஒரு டிவைஸை வச்சு அந்த கிரிமினலாக அன்றைக்கி கொலை பண்ணியிருப்பார் வெல்கம் டு அவர் டீம்னு சும்மா கெத்தாக சொல்லிவிட்டு சிப்ஸ் பாக்கெட்டில் இருந்த சிப்ஸை வாயில போட்டுக்கிட்டு படத்தை பண்ணிப்பாங்க இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தோட ஹீரோ லைட்டாக இல்லாட்டி எல்லாம் இதே போல் ஒரு டெத் நோட் உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் யார் பேராக அதில் எழுதுங்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கொரியன் சாம்பு மூவி தான் எப்பவும் போல் காலையில் எழுந்திக்கிற நம்ம ஹீரோ அவரோட டெய்லி டாஸ்க் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கார் அப்போது அவரோட டிவியில் ஒரு நியூஸ் வருது அது என்னென்னா அவங்க கண்ட்ரியில் ஒரு வைரஸ் பரவதிருந்தாவும் அதனால் மக்கள்லாம் ஜாம்பிஸாக மாறிட்டதாகவும் சொல்கிறாங்க இது கேட்டு அதிர்ச்சி நம்ம ஹீரோ அவரோட வீட்டு மாடியிலருந்து வெளியே போய் பார்க்குறாங்க பார்த்தா நிறைய மக்கள் தன்னை தானே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி கடிச்சிக்கிறாங்க ஜாம்பீஸாகவே மாறிட்டாங்க ஸோ அங்கேருந்து எதிர்ஃபாட்டில் இருக்கிற நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அந்த பில்டிங் விட்டு உயிரோடு தப்பி சேனலாக இல்லையான்றத சூப்பராக சொன்ன படம் தான் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்காக நாங்கள் போட படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முடிஞ்ச அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ